வணக்கம் நண்பர்களே நான் உங்களை எனது இரண்டாவது காணொளிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தால் நமது பித்ரு தோஷம் மற்றும் அனைத்து தோஷங்களும் விலகி நன்மை பெருகும் என்று நம்புகிறோம் இதை பற்றி என்று யோசிப்போம் அதாவது பசுவின் உடலில் அனைத்து தேவதைகள் மற்றும் தெய்வங்களும் இருப்பதாக நம்புகிறோம் எனவே பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதன் மூலம் நாம் அத்தனை தெய்வங்கள் மற்றும் தேவதைகள் மற்றும் பித்துக்களின் ஆசைகளை பரிபூரணமாகப் பெறுவதாக நம்புகிறோம் எனவேதான் இந்த காலங்களில் நாம் பார்த்தோமானால் தை ஆடி மற்றும் புரட்டாசி அமாவாசைகளில் புண்ணிய நதிகள் கடல்களில் நீராடி விட்டும் கோயில் திருக்குளங்களில் அருகிலும் நாம் தர்ப்ப்பணம் மற்றும் திதி கொடுத்துவிட்டு பசுவுக்கு அகத்திக்கரை கொடுக்கும் வழக்கம் உள்ளது ஆனால் ஒன்று பாருங்கள் பசு ஒரு அளவுக்கு மேல் சாப்பிட இயலுமா ஆயிரக்கணக்கான பேர்கள் ஒரு கோயில் குளக்கரையில் இருந்து கொடுக்கும் பொழுது அந்த பசுவால் எல்லாவற்றையும் சாப்பிட முடியுமா நிச்சயமாக முடியாது எனவே ஒரு கட்டத்திற்கு மேல் அது சாப்பிடுவதை நிறுத்திவிடுகிறது அப்பொழுது நாம் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பசுவிடம் கொடுக்கிறோம் பசு வாங்கவில்லை நமது மனது கொஞ்சம் கஷ்டப்படுகிறது அந்த நிலையில் மற்றொருவர் வருகிறார் என்று வைத்துக்கொள்ளும் அவர் கொடுக்கும்போது பசு ஏதோ ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு விடுகிறது இப்பொழுது நமது கவலைகள் கூடும் நாம் என்ன தவறு செய்து விட்டோமோ என்று என்ன தோன்றும் எனவே இது பசுவுக்கு அகத்திக்கரை கொடுப்பதன் உண்மையான பொருள் இது மேலும் பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் இருக்கும் பொழுது அவை அத்தெய்வங்களின் ஆசைகள் அமாவாசை என்று கொடுப்பதால் மட்டும்தான் கிடைக்குமா மற்ற நாள்களில் கொடுப்பதால் கிடைக்காதா ஏன் மற்ற நாள்களில் கொடுக்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது சித்தர்களும் பசுவுக்கு ஒரு கைப்பிடி அருகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் பசுவுக்கு அகத்திக்கிரை கொடுப்பது சிறந்ததே அதில் எந்த குற்றமோ தவறோ யாரும் சொல்ல முடியாது மேலும் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்ப என்னும் பொழுது இதில் குறைகள் காணும் தகுதி யாருக்கும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை மேலும் இந்து சமயம் இதை பரிபூர்ணமாக நம்புகிறது எனவே இதில் இதை செய்வதில் எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்கும் இருக்க முடியாது அகத்தி கீரை என்பதை நாம் அகம் ப்ளஸ் தீ ப்ளஸ் என்று பிரிக்கிறோம் இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த காணொளி முடிவதற்குள் இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் நிற்க நிற்க இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரே ஒரு தோஷத்தை பற்றி அதிகம் கேள்விப்படுகிறோம் என்ன என்றால் பித்ரு அதாவது பித்திருக்களின் ஆசி இல்லை என்ற அர்த்தம் எதற்கெல்லாம் என் ப பிள்ளை அல்லது பையனுக்கு திருமணம் ஆகவில்லை பித்ருதோஷம் என் பிள்ளைக்கு பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை பித்ருதோஷம் குடும்பத்தில் அமைதி இல்லை சண்டை சச்சரவே இருக்கிறது காரணம் பித்ருதோஷம் இப்படி குடும்பத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் பித்ருதோஷம் ஒரு முக்கியமான காரணமாக அறியப்படுகிறது அல்லது ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது சரி ஜோதிடர்களும் சில கிரக நிலை அமைப்புகளை வைத்து பித்ருதோஷம் இருப்பதையும் அதன் வீரியத்தையும் சொல்கிறார்கள் எனவே இதற்கு பரிகாரமாக நிறைய செய்கிறோம் கோமங்கள் செய்கிறோம் காசி யாத்திரை எல்லாவற்றையும் செய்கிறோம் அதாவது ஒரு ஜோதிடர் சொல்லியபடி நாம் அனைத்து பரிகாரங்களையும் செய்த பிறகு நமக்கு அந்த தோஷம் விலகி நன்மை கிடைக்கிறதா என்று பார்த்தால் சிலருக்கு நடந்திருக்கிறது சிலருக்குதோ பரவாயில்லை இன்னும் சிலர் அப்படியே தான் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார் இந்த சமயத்தில் அவர் இன்னொரு ஜோதிடையை அணுகிறார் அணுகிறார் என்று வைத்துக்கொள்ளும் அவர் நீங்கள் தோஷ நிவர்த்தி செய்த காலம் சரியில்லை இப்பொழுது செய்திருக்கக்கூடாது அதனால் சிறிது காலங்கள் வைத்து செய்வோம் உங்களுக்கு நல்ல நேரம் வரும்பொழுது அதாவது தோஷ பரிகாரம் பலன் தருவதற்கும் சில காலநிலைகள் தேவைப்படுகிறது அப்பொழுது செய்வோம் என்று சொல்கிறார் எனவே நாம் திரும்பவும் முதலிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது பித்திருக்கள் என்பவர்கள் நமது முன்னோர்கள் என்பதில் நமக்கு மிகுந்த தெளிவு இருக்கிறது அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருப்பதில்லை சரி ஆனால் அவர்கள் அவர்களின் ஆசி நமக்கு ஏன் கிடைக்காமல் போகிறது அல்லது அவ் அவர்களால் நமக்கு எப்படி தோஷம் வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தையின் பிறப்பில் அதாவது மனித உடலில் டிஎன்ஏக்கள் முக்கியமான அங்கம் வகிக்கின்றன என்பதை விஞ்ஞானம் சொல்கிறது அதாவது அந்த டிஎன்ஏக்கள் மூலமாகவே நமது முன்னோர்களின் குணாதிசயங்கள் நமக்கு கடத்தப்படுகிறது நமக்கு தரப்படுகிறது எனவே ஒரு மனிதன் செயல்படும் திறன் ஆட்டிடியூடு அதாவது அவன் ஒரு விஷயத்திற்கு ரியாக்ட் செய்யும் முறை அவனது டிஎன்ஏவில் பதிவாகியிருக்கிறது அவனது நோய் முதற்கொண்டு அனைத்தையும் டிஎன்ஏக்களின் சரியான ஆராய்ச்சியின் மூலம் நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் ஆக ஒரு குழந்தை தனது முன்னோர்களிடமிருந்து தன் உடலில் உள்ள டிஎன்ஏக்கள் மூலமாக அனைத்து குண குண நலன்களையும் பெறுகிறது ஆக இந்த டிஎன்ஏக்களை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது விஞ்ஞானம் இப்பொழுதுக்கு அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை ஆனால் டிஎன்ஏக்களில் நாம் சிறிது மாறுதல் கொண்டு வந்தோமானால் நமக்கு இந்த ஆட்டிடியூட் பிரச்சனைகள் கையாளும் திறன் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பது நம்பலாம் எனவே இந்த இடத்திலிருந்து நாம் சற்று விலகி செல்கிறோம் என்ன என்றால் சைவ சமயம் பதி பசு பாசம் என்று வரையறை செய்கிறது அதாவது பதியாகிய இறைவனிடம் பசுவாகிய ஜீவன் அதாவது இந்த ஆன்மா உடலெடுத்த இந்த ஆன்மா சென்று சேர்வதை பாசம் அதாவது நமது ஆசைகள் தடுக்கிறது இந்த ஆசைகளை பொதுவாக மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று பிரித்து விடுகிறோம் ஆனால் இவைகளெல்லாம் தவறா தவறு அல்ல ஒரு ஜீவன் உயிர் எடுப்பதற்கு காரணம் அதாவது உடல் எடுப்பதற்கு காரணம் தனது ஆசைகளை நிறைவேற்றி ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்றும் பொழுது சரியான முறையிலும் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் முறையிலும் நடந்தால் நமது ஆசைகள் சரியாக நிறைவேறுகிறது அவ்வாறு ஆசைகள் நிறைவேறிவிட்டால் அந்த பசுவாகிய ஜீவன் பதியாகிய இறைவனிடம் சென்று சேரும் என்று நம்பப்படுகிறது ஆக பதியோடு சேர்வதை பாசம் தடுக்கிறது பசியோடு பதியோடு பசு சேர்வதை பாசம் தடுக்கிறது என்று அறிகிறோம் அதாவது பிறப்பிற்கு காரணம் நமக்கு இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள சென்ற சென்மத்தில் நாம் நிறைவேற நிறைவேற்றி ஆசைகளுக்காக இந்த பிறப்பை எடுத்து நாம் அனுபவித்து சிவனை சேர்கிறோம் அதே சமயம் இன்னும் சில ஞானியர்கள் பாசத்தை அறுத்து அதாவது பாசத்தை முற்றிலுமாக அறுத்து ஒன்று அனுபவித்து அறுத்து அல்லது பாசங்களை வெறுத்து ஒதுக்கி தன்னுடைய ஜீவனை பதியோடு இணைத்து கொள்ள முடியும் ஆனால் எல்லோராலும் ஞானிகள் ஆக முடியுமா நிச்சயமாக முடியாது அப்படி எல்லோரும் ஞானிகள் ஆகிவிட்டால் உலக இயக்கம் எவ்வாறு நடக்கும் சராசரி மனிதர்களால் மட்டுமே உலக இயக்கம் நடைபெறுகிறது இதில் தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமோ குணம் ரஜோகுணம் சத்வகுணம் என்று மனிதர்களின் குணங்களை மூன்றாக பிரிக்கப்படுகிறது அதாவது தமோ சோம்பேறிகள் ரஜோ உலக இயக்கத்தின் முக்கிய காரணிகள் சத்துவ குணம் என்பது ஞானியர் நிலை எல்லோரும் ஞானிகள் ஆகிவிட்டால் உலக இயக்கம் செல்லாது எனவே தமோ நிலையில் உள்ளவர்கள் ரஜோ நிலைக்கும் ரஜோ நிலையில் உள்ளவர்கள் சிறிது சிறிதாக ச நிலைக்கும் செல்ல வேண்டும் என்பது பிறப்பின் அர்த்தம் நமது பிறப்பின் இன்னொரு வழி ஒரு ஜீவன் தன் உயிர் பிரியும் பொழுது தன் உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது எப்படிப்பட்ட எண்ணங்களை தாங்கிக் கொள்கிறதோ எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கிறதோ அவற்றை எப்படிப்பட்ட நிறைவேறாத ஆசைகளை கொண்டிருக்கிறதோ அதை பொறுத்து பிறப்பு எடுத்து அடுத்த பிறப்பில் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இப்பொழுது ஒரு நிறைய மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் துக்கப்படுகிறார்கள் எவ்வளவோ விஷயங்கள் நமது பித்தர் தோஷம் கொண்ட அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா வித கஷ்டங்களும் இருக்கிறது அப்பொழுது இங்கு நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் அல்லாவது ஒரு ஜீவன் நிறைவேறாத ஆசைகளோடு இறக்கிறார் என்றால் அவர் ஆசை அடுத்த பிறவி எடுத்து கஷ்டப்படுவது என்று இருக்குமா நிச்சயமாக இருக்காது ஏனென்றால் எந்த ஜீவன் தான் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கும் எல்லா ஜீவன்களும் தான் சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக நிறைவாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த பிறவியில் வாழ முடியவில்லை அடுத்த பிறவி எடுத்தாவது நான் சிறப்பாக வாழ்வேன் என்று தான் ஆசைப்படுமையை ஒழிய எந்த ஒரு ஜீவனும் வறுமையில் வாழவும் உடல் உறுப்புகள் அங்ககீனத்தோடு பிறக்கவும் கஷ்டப்படவும் எல்லோராலும் உதாசீனப்படவும் ஆசைப்பட்டு பிறக்குமா நிச்சயமாக பிறக்காது ஆக இந்த தத்துவத்தை அதாவது ஒரு ஜீவன் உடலை விட்டு பிரியும் பொழுது இருக்கின்ற நிறைவேறாத ஆசைகளால் தான் அடுத்த பிறவு எடுக்கிறது என்ற நிலையை நாம் ஏற்றுக்கொள்வது சிறிது கடினம் நம்புவது கடினம் இப்பொழுது இன்னொரு நிலை பிறப்பை பற்றி சொல்கிறது கர்ம வினை அதாவது ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு இது ஒரு விஞ்ஞான தத்துவம் அதன்படி பார்த்தால் சென்ற பிறவியில் ஒருவன் தான் செய்த செயல்களின் கர்மங்களின் அடிப்படையில் அதற்கு வினையாக இப்பிறவி எடுத்து அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கர்ம வினை என்று சொல்லப்படுகிறது அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இதை நம்புகிறோம் அதாவது ஒன்று அப்பிறவிலேயே அவன் அவன் தவறுகளுக்கு தண்டனை அனுபவிப்பான் இல்லாவிட்டால் அடுத்த பிறவி அவன் அதற்கான அவஸ்தைகளை பட நேரும் என்று நம்ப வேண்டியிருக்கிறது எனவே இந்த இடத்தில்தான் நமக்கு அந்த முன்னோர்கள் என்பவர்கள் வருகிறார்கள் அதாவது நமது தலைமுறை இருபத்தோரு தலைமுறை ஏனும் ஒருவர் நிறைவேறாத ஆசைகள் அல்லது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்திருந்தால் இன்னொரு பிறவி எடுத்து அந்த துன்பங்களுக்கான பலன்களை அல்லது நன்மைகள் செய்திருந்தால் அதற்கான பலன்களை அவர் இன்னொரு பிறவி எடுத்து அனுபவிப்பார் என்று நம்புகிறோம் இப்படி பார்த்தால் இந்த டிஎன்ஏக்கள் அதாவது நமது முன்னோர்களின் டிஎன்ஏக்கள் யாரோ ஒரு முன்னோர் யாரோ ஒரு பித்ரு அவர் ஆனோ பெண்ணோ இந்த பிறவி நாம் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் என்றால் நமது தலைமுறையில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாம் பிறந்து சில நிறைவேறாத சில கர்மங்களை செய்து அதற்கான வினைகளை அனுபவிக்கவே இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் என்று நம்ப வேண்டும் இப்பொழுது பாருங்கள் சிலருக்கு குழந்தை பிறக்கிறது அப்பா ஜாடை அம்மா ஜாடை என்றும் இல்லாமல் தாத்தா பாட்டி என்றும் இல்லாமல் ஒரு முகஜாடை வேறு வாழ்ந்த முகஜாடை இருக்கும் அதாவது அது நமது பரம்பரையில் ஏதோ ஒரு இடத்தில் வந்த முகஜாடையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது டிஎன்ஏக்கள் மூலம் நமது செயல்படும் திறமைகள் கடத்தப்படுகின்றன என்பது உண்மை என்று நாம் நம்ப வேண்டியிருக்கிறது அதாவது ஏதோ ஒரு பிறவியில் நாம் ஒரு நபராக பிறந்திருக்கிறோம் அந்த டிஎன்ஏக்கள் நம் உடலில் இருந்திருக்கிறது அப்போது செய்த சில கர்மங்களின் அடிப்படையில் எந்த பிறவி என்பனும் இருக்கலாம் இருபத்தோரு தலைமுறையில் எந்த பிறவி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆணாக இருந்திருக்கலாம் பெண்ணாக இருந்திருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் அப்பொழுது செய்த கர்மவினைகளை அனுபவிக்க அதே குண குண அம்சங்களோடு இப்பொழுது நாம் பிறக்கிறோம் எனவே இந்த டிஎன்ஏக்களோடு உள்ள தொடர்பை நாம் துண்டிக்க வேண்டும் அப்படி துண்டிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அதாவது இப்பொழுது சொன்னேன் அகம் ப்ளஸ் தீ பிளஸ் கீரை இதை அகம் பிளஸ் இறை இதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள் அகம் இறை அகம் இறை அகம் இறை என்று சொன்னால் அகத்தி கீரை என்று கடைசியாக மருவி வந்துவிடும் அதாவது அகம் இறை என்று சொல்லப்பட்ட சொல்லே அகத்தி கீரை என்று மருவி வழக்கில் உள்ளது இந்த பழமொழியை நினைவு கொள்ளுங்கள் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசன என்ற பழமொழி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசல் என்று மாறியது போல் அகத்தை தீக்கு இரையாக்குவது என்பது அகத்திக்கு இறை என்று மருவி உள்ளது சரி அகத்தை தீக்கு இர என்றால் என்ன இப்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை வைத்துக்கொள்வோம் அங்கு எதனால் வருகிறது ஈகோ வருவதால் வருகிறது ஒருவர் விட்டு கொடுத்தால் இன்னொருவர் ஈகோவோடு இருந்தால் அங்கு அந்த பிரச்சனை முடிவதில்லை இருவரும் ஈகோ இல்லாமல் நடைபெறும் இருக்கும் பொழுது பிரச்சனை தொடர்வதில்லை ஒருவர் தனது ஈகோவை விட்டுவிட்டு அமைதி காத்தாலும் கூட பிரச்சனை தொடர்வதில்லை ஈகோ என்பது நான் என்ற அகங்காரம் நான் என்ற அகங்காரம் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக சமாதானமும் அமைதியும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அகம் அகம் என்றால் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் நானே கடவுள் என்று சொல்கிறோம் நானே என்று சொல்லும் பொழுது அங்கு அகங்காரம் வெளிப்படுகிறது நான் என்ற அகங்காரத்தை தீக்கு இரையாக்குவது அகம் ப்ளஸ் தீ ப்ளஸ் இறை அகத்தை நான் என்ற அகத்தை தீக்கு இரையாக்கினால் நமது கர்மா இதுதான் நியதி இதுதான் விதி இதுதான் உண்மையான அர்த்தம் அதாவது ஒரு மனிதன் தனது அகந்தையை தன்னுள் உள்ள தீயை இட்டு எரிப்பதே அழிப்பதே அகத் அகந்தீ இறை அதுவே அகத்திக்கு இரை என்று மாறியுள்ளது இதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் இந்த பிரச்சனையை நாம் எப்படி முடிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இங்கு டிஎன்ஏ எப்படி மாறுகிறது நான் என்ற அகங்காரத்தை நாம் ஒழிக்கும் பொழுது அதாவது நமது குணாதிசயங்களில் மாறுதல் ஏற்படுகிறது அதாவது நமது ஆட்டிடியூடில் மாறுதல் ஏற்படுகிறது இதனால் நமது டிஎன்ஏ யில் நமக்கு நமது முன்னோர்களால் கடத்தப்படுகிற எண்ணங்களின் தாக்கங்களின் செயல்பாடுகளில் மாறுதல் ஏற்படுகிறது அவ்வாறு நாம் அந்த மாறுதலை நமது அகத்தை அழிப்பதன் மூலம் ஏற்படுத்தி கொண்டோமானால் நமது முன்னோர்களின் தொடர்பை நாம் அறுக்க முடியும் இதுவே கர்ம வினை கர்மம் வழி வழியாக தொடர்கின்ற கர்மங்களின் வினையை அறுப்பதற்கான எளிய வழி இவ்வாறு அகந்தையை நமக்குள் தி தீயில் இட்டு எரிப்பதை வெளிப்படுத்துவதே வெளியில் நாம் வளர்க்கும் ஹோமங்கள் கோமங்களில் நெருப்பு இடுகிறோம் சமைத்துக்கள் இடுகிறோம் நெய்யை விடுகிறோம் தீப்பரவி எரிகிறது கடைசியாக ஆகுதி இடுகிறோம் அப்பொழுது எரியும் தீ குறைகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த ஆகுதியிட்ட பொருள் சுத்தமாக பஸ்பம் ஆகிவிடுகிறது ஆனால் அவ்வாறு ஹோமகுண்டத்தில் இடப்படும் எந்த ஒரு பொருளையும் நாம் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அது சரியே ஏனென்றால் தீக்கு இரையான ஒரு பொருளை நாம் ஏன் எடுத்து பயன்படுத்த வேண்டும் வெற்றி கிட்டுக்கொள்கிறோம் அதில் காசுகளை போடுகிறோம் அதை எடுத்து வைத்துக்கொள்கிறோம் இது சரியா என்றால் சரியில்லை தீக்கு கொடுத்தது தீயா தீயே எடுத்துக்கொள்ள வேண்டுமே அல்லாது நாம் அதை எடுத்து பயன்படுத்துவது அதிர்ஷ்டம் என்று நம்புவது சரியானது அல்ல என்று நானும் நம்புகிறேன் இவ்வாறு நமது அகத்தை அகங்காரத்தை அறுத்தோமானால் இன்னொரு பிறவி இல்லை என்ற நிலை நமக்கு ஏற்படும் எனவே இந்த பிறவி எடுத்த அந்த ஆன்மா தனது அகத்தை அறுத்து இந்த பிறவியிலேயே பதியாகிய இறைவனோடு சேரும் இந்த இடத்தில் தயவுசெய்து சிவன் என்ற சொல்லை வைணவர்கள் திருமால் என்று வைத்துக்கொள்வதில் எந்த தவறும் அல்ல ஏனென்றால் விஷயம் பொதுவானது சமயம் வழிபாட்டு முறை வேறானது சரி எல்லோராலும் இந்த அகங்காரத்தை அழித்து பிறவியை அறுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் பிறவி என்பதை இல்லாமல் மக்கள் தொகையை நாளுக்கு நாள் குறைந்து வரும் ஆனால் உலக இயக்கத்தில் எல்லோராலும் இதை செய்ய முடியாது என்பது நிர்தசரமான உண்மை ஆனால் அதை நோக்கி ஒவ்வொரு பிறவியிலும் மனிதன் முயற்சித்து முயற்சித்து கடைசியாக ஏதோ ஒரு நிலையில் இறைவனின் திருவடிகளை சேர்வது மனித பிறப்பின் லட்சியம் எனவே இதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் இப்பொழுது சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் என்ன நினைக்கிறானோ என்ன நிறைவேறாத விஷயங்களை நினைத்து கொள்கிறானோ அதன் அடிப்படையில் பிறப்பு எடுக்கிறான் என்பதில் ஒத்த கருத்து ஏற்பட முடியாது ஏனென்றால் எந்த ஒரு ஜீவனும் இன்னொரு பிறவி எடுத்து கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டான் சந்தோஷமாக வாழ்ந்தவன் அடுத்த பிறவி எடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை என ஆனால் கர்ம வினையின் அடிப்படையில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்ற நியதியை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் இறைவனின் படைப்பு என்றால் எல்லா குழந்தைகளும் சமமான அளவில் சமமான விலை நிலையில் பிறப்பதில்லை சிலர் பிறக்கும்பொழுது வசதியாகவும் சிலர் பிறக்கும்பொழுது ஏழையாகவும் சிலர் பிறக்கும்போது அங்ககீனத்தோடும் பிறக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் தவிர்த்து நமது குணாதிசயங்கள் நமது முன்னோர்களிடம் இருந்தே வருகிறது என்ற நிலையில் அந்த டிஎன்ஏவின் தத்துவம் விஞ்ஞானம் சொல்லும் அந்த நிலை உண்மையானதாகவே இருப்பதால் அதற்கு இன்னும் நாம் மருத்துவம் கண்டுபிடித்து அந்த குணாதிசயங்களை இப்பொழுது சரி செய்ய முடியாது என்பதாலும் நாம் நமது அகந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தோமானால் நமது நிலையில் வாழ்க்கை நிலையில் நமது செயல்படும் முறையால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும் என்று நாம் நம்பலாம் சரி எல்லோராலும் செய்ய முடியாது அதே சமயம் பரிகாரம் செய்தும் பிரயோஜனம் இல்லை பலன் சரியான அளவு கிடைக்கவில்லை என்ன செய்வது இதுக்கு இன்னொரு வழி உண்டு அதற்கான அவசியம் என்னவென்றால் பிரச்சனை எங்கு உள்ளதோ தீரும் அங்கு தான் உள்ளது இதை திரும்பவும் சொல்கிறேன் பிரச்சனை உள்ள இடத்தில்தான் தீர்வு உள்ளது அதாவது நமது வலது ஒரு கட்டி வருகிறது என்று வைத்துக்கொள்ளும் ஆப்ரேஷன் செய்வதென்றால் அல்லது சிகிச்சை செய்வதென்றால் நாம் அந்த வலது அந்த கட்டியில்தான் செய்ய வேண்டும் இடது காலிலோ செய்ய முடியாது எனவே திரும்பவும் சொல்கிறேன் பிரச்சினை உள்ள இடத்தில்தான் தீர்வும் உள்ளது பித்ருதோஷம் என்பது நமது பித்திருக்களிடம் இருந்து வருவது அதை தீர்ப்பது அந்த பித்திருக்களின் இடத்திலேயே தான் இதை எப்படி என்பதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கே கே இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் எண்ணங்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்